ஒன்றிய நடுநே பழை ஐந்தாம் வகுப்பு படித்துகின்றேன் நான் நச்சினே வெற்றி படிகள் பேச்சு போட்டில் தண்ணீர் மகத்துவத்தை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன் மகத்துவம் உயிர் கொடுப்பேன் பலமான உலகம் படைத்திடுவேன் சிறுதுளி பெருவெல்லம் என்று தண்ணீரை சொல்வார்கள் நீரின்றி வாடாது உயிர்கள் என்பவை தண்ணீரை மகத்துவத்தை பறை சாற்றுகிறது நீரின்றி ஒழுக்குள்ளுவன் கூறியுள்ளார் நம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிகவும் அவசியமானது சுகாதாரமான உடலிற்கு சுத்தமான குடிநீர் என்றும் நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாறி அதில் குளிர்ந்து காற்று பட்டவுடன் மழையாகவும் பனியாகவும் பெயர்ந்து பூமியிற்கு நீர் பலம் சேர்க்கிறது செடி கொடிகளும் காக்கை குறிகளும் காட்டு பிளங்களும் நாட்டின் மனிதர்களும் மட்டுமல்ல நாம் காணி மழை இயற்கையளித்த தண்ணீர் நம் குடிக்கும் போது ஆற வைத்து வடிகட்டி அருந்தினால் எந்தவித நோயும் ஏற்படாது வெறும் வயிற்றில் காடை பொழுதில் ஒரு டம்லா தண்ணீர் அருந்துவது மிகவும் அவசியம் அதுபோல காலை மதியம் இரவு உணவில் இன்றைக்கு குளிப்பதற்கு காசு கொடுத்து வாங்கும் தண்ணீரை நாளைக்கு குளிப்பது முதல் மற்ற அத்தியாவசிய தேவைக்கும் காசு கொடுத்து வாங்கும் நிலை வரும் தண்ணீரை நம் கொள்ளுத்த வருங்கால சந்த தண்ணீரை மாத்திரையாக தான் பார்ப்பார்கள் நம் தண்ணீரை கேலியாக நினைத்தோம் என்றால் தண்ணீரை நம் தண்ணீர் தண்ணீராக பார்ப்போம் ஆகியால் தண்ணீர் ஒரு மருத்துவம் என்பதை மறவாதீர் உயிர்களுக்கு ஆதாரமான தண்ணீரை நம் சேமிப்போம் செலவிடுவோம் கூடி வாழ்ந்தால் போடி நன்மை என்பது போல் நம் அனைவரும் போன்று தண்ணி தண்ணீரை சேமிப்போம் விண்ணி மண்துளி மண்ணி உயிர்துளி என்று கூடி முடிக்கிறேன் உங்கள் கீட்டி நன்றி